வணக்கம் அன்பானவர்களே இது உங்கள் தமிழ் நாவல் ஒளி நாவல்கள் ஒலி ஒலியாக உங்கள் செபிக்கு பிறந்தாக திருமணம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்வில் மிகவும் முக்கியமான ஒரு நிகழ்வு அந்த திருமணம் சிலருக்கு உரிய வயதில் நடைபெறும் சிலருக்கு திருமணத்தில் நாட்டம் இருக்காது ஆனால் திருமண வயது கடந்தும் வறுமையின் காரணமா திருமணமாகாமல் இருக்கும் ஒரு முதிர் கண்ணியின் மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்கும் அவளின் மனதை பிரதிபலிக்கும் கதைதான் இந்த கதையா அல்லது தன்னுடைய மாற்றாந்தாய் மீதும் அவளுடைய குழந்தைகள் மீதும் பாரபட்சம் காட்டும் ஒரு சுயநிலம் மிக்க பொறுப்பற்ற ஒரு அண்ணனின் மனநிலையை பிரதிபலிப்பதுதான் இந்த கதையா தெரிந்து கொள்வோமா இது சுசமுத்திரம் அவர்கள் எழுதிய காகித உறவு இந்த கதையோட கதைக்களம் ஒரு அரசு அலுவலகத்துல துவங்குகிறது ஒரு மனிதன் ஒரு விண்ணப்ப படிவத்தை நிரப்பிக்கிட்டு இருக்காரு முதல் காலமானது காலமான உத்தியோகம் என்றும் அவருக்கு ஒரு குழப்பம் வருது எந்த சம்பளத்தை எழுதுறது அடிப்படை சம்பளமான ஐநூறு எழுதணுமா இல்ல அளவன்ஸோடு சேர்ந்த தொகையை எழுதணுமா சரி போகட்டும் இப்ப வாங்கற சம்பளத்தை எழுதணுமா அல்லது வாங்க வேண்டிய சம்பளத்தை எழுதணுமா கொஞ்ச நேரம் மனசன் குழம்பி எப்படியோ ஒரு வழியா அந்த இடத்தையும் நிரப்பி முடிச்சிடுறாரு அடுத்து சென்று என்ன காரணத்திற்காக பணம் எடுக்கப்பட்டது என்ற காலத்திற்கு வந்ததும் கொஞ்ச நேரம் யோசிக்கிறாரு ஞாபகம் வந்துருச்சு அந்த காரணத்தையும் அவரால் மறக்கவே முடியாது ஏன் தெரியுமா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கிராமத்துல அவனுடைய தந்தை உயிரோட இருக்கும் அவர் இறந்துட்டதா சொல்லி ஈம ரூபாய் இவரு மனு போட்டு எடுத்திருக்காரு அவர் எந்த நேரத்தில் அப்படி எழுதினாரோ தெரியல அடுத்த மாசமே அதே தேதியில அவரு குறிப்பிட்ட அதே காரணத்தினால அவருடைய தந்தையும் இறந்து போயிடாரு இப்ப என்னன்னா தன்னுடைய தந்தை உயிரோடு இருக்கும்போதே அவர் இறந்துட்டதா சொல்லி எடுத்த அந்த ரெண்டாயிரம் ரூபாய் இப்போ அவருடைய மகள் ஸ்டெல்லா களத்துல அஞ்சு பவுன் தங்கச்சங்கிலியா கிடக்குது அதை கலட்டவும் முடியல தன்னுடைய தந்தையோட ஈம சடங்கிற்காக தன்னுடைய சித்திக்கு இவரால் பணம் கொடுக்கவும் முடியல இதெல்லாம் அவருடைய மனக்கண்ணல வந்து போகுது எவ்வளவு வேண்டும் என்ற காலத்துக்கு முன்னால் மூவாயிரம் ரூபாயின்னு நிரப்பிடறாரு அடுத்து கடைசியான காலத்திற்கு வந்து கொஞ்சம் யோசிக்கிறாரு மனுஷன் இப்போ தான் உண்மையிலேயே திணறியும் போகிறாரு என்ன காரணத்தை எழுதுறது ஒரு மனுஷன் இக்கட்டான சூழ்நிலையில்தான் பணம் எடுக்க போகிறான் அதை கொடுத்து தொலைய வேண்டிதானே காரணத்தையும் சொல்லி பணம் வாங்கணுமா அப்படின்னு கோபமும் வருது இப்போ என்ன காரணத்தை எழுதுறது அப்பாவை ரெண்டாவது முறையாக சாகடிக்க முடியாது அம்மா சித்தி தானே அவளை சாகடிச்சா என்ன அப்படின்னு யோசிக்கிறாரு அப்புறம் அவரே வேணா வேணா அந்த காலத்தில் அந்த அம்மா தவறிட்டாங்கன்னு எழுத போய் உண்மையிலேயே அந்த அம்மாவோட காலம் முடிஞ்சு போயிட்டா அவளுடைய கண்ணி கழியாம இருக்கும் ரெண்டு தங்கச்சி சனியங்களும் நம்ம காலில் தான் வந்து உட்காந்துரும் அப்புறம் நம்ம வாழ்க்கை எப்படி சுமூகமாக போகும் அப்படின்னு நினச்சி அந்த முயற்சியையும் கைவிட்டுறாரு அடுத்து அடுத்துக்கும்லையும் எ அப்ப என்ன காரணத்தைதான் எழுதுறது இப்படியே யோசிச்சு யோசிச்சு அரை மணி நேரம் போயிடுச்சு சரின்னு அவருடைய இருக்கையில வந்து அமர்றாரு அப்பதான் தபால்காரர் ஒரு கடிதத்தை கொண்டு வந்து கொடுக்கிறாரு அந்த கணிதம் அவருடைய தங்கையானி கிராமத்துல இருந்து எழுதினது இருக்கும் அப்படின்னு திட்டிகிட்டே பிரிச்சு படிக்கிறாரு அன்பில்லாத அண்ணனுக்கு எல்லாம் பல்ல நியாய அநியாயங்களை கடந்த இறைவன் அருளால் நானும் என் விரக்தியும் எழுபது வயது அம்மாவும் அவள் நோயும் இருபத்தி வயது தங்கை கல்யாணியும் அவளது கல்யாண நிராசையும் வழக்கம் போல் நல்லபடியாகவும் ஒற்றுமையாகவும் சொத்தில்லா சுகத்தோடு சுகமில்லாத மனத்தோடு இருக்கிறோம் இதுபோல் நீயும் உன் ஸ்கூட்டரும் அன்னியும் அவள் நகைகளும் பப்பியும் அவளது நாட்டியமும் ஸ்டெல்லாவும் அவள் ஐந்து பவுண்ட் சங்கிலியும் நலமாக இருக்க சத்தியமாக இறைவனை பிரார்த்திக்கிறேன் அண்ணா நன்றாக நினைத்துப்பார் உனக்கு 3 வயசு இருக்கும்போது உன் அம்மா என் பெரியம்மா இறந்து போனாங்க எனக்கு விவரம் தெரியாத பருவத்துல உன்னுடைய இளைய தாயாரான ஏன் உன்னை குடும்பப்படுத்தினாலோ என்னவோ எனக்கு தெரியாது ஆனா எனக்கு விவரம் தெரிஞ்ச வயசுல இருந்து அவ உன்கிட்ட இளைய தாயாரா நடக்காமல் உன் பொருட்டு இளைய தாயாராகத்தான் நடந்து கொண்டாள் என்று தெய்வ பக்தி உள்ள எந்த கோயிலையும் கற்பூரம் அனுச்சி சத்தியம் செய்வேன் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரவங்கெல்லாம் அம்மா கிட்ட வந்து உனக்கு பகவான் கிருபையில ஒரு ஆம்பளை இனிமே மாடசாமி கையும் காலமா நல்லா அதுவே போதும் அப்படின்னு நீ இல்லாத சமயத்துல அவங்களுக்கு அம்மா பதில் சொல்லி பல தடவை நானே காதுபட கேட்டிருக்கேன் நீ இஎஸ்எல்சி முடிச்சதும் உன்னை உயர்நில பிள்ளையில சேர்க்கணும்னு ஒத்த காலை நின்னது அவதான் நீ எஸ் முடிச்சதும் நமக்கு தோளுக்கு மேலே வளர்ந்த ரெண்டு பொட்டப்பிள்ளைங்க இருக்குது அதனால் இவனை வேலைக்கு மனுப்பட சொல்லணுன்னு அப்பா சொன்ன நீ மேற்கொண்டு படித்தே ஆகணும்னு அப்பா கூட சண்டை போட்டு அதில் வெற்றி பெற்றதும் அம்மா தான் அப்படின்னா ஊ வயிற்றில் பிறந்த ஒருத்தியவாவது படிக்க வைக்கணும்னு அவர் சொன்னதும் அம்மா அறக்குறையாக சம்மதிக்க நானும் எஸ்எஸ்எல்சி வரை படித்து முடித்தேன் நான் பியூசி படிக்க விரும்பிய போது நீ காலேஜில் கஷ்டமின்றி படிப்பதற்காகவும் உன் ஹாஸ்டல் செலவுக்காகவும் என்ன படிக்க வைக்கக்கூடாதுன்னு வாதாடி காரியத்தை சாதித்து தான் ஊஜித்தி பட்ட படிப்பை முடித்து வேலையில் சேர்ந்த கையோட கல்லூரி தோழி ஒருத்தியை நீ கல்யாணம் செஞ்சுக்க நினைச்ச போது ரெண்டு பொட்ட பிள்ளைங்களை கரையேத்தாம உனக்கு கல்யாணம் இல்லைன்னு கோபமாக திட்டின அப்பா மேலே கோபப்பட்டு உன் கல்யாணத்தை மேலத்தளத்தோட நடத்தி வச்சவ தான் என்ற எண்ணத்திலும் வயது வந்த இரண்டு பெண்களை எப்படி கரையேற்றுவது என்று புரியாமலும் நாடி நரம்பெல்லாம் வாடி வாடிய மலர்களாக்கி ஐயாவும் மயான பூமியில போய் மறைஞ்சிட்டாரு நீயும் ஈமர் சடங்கிற்கு வந்த இருக்கிற நிலத்தை விற்கிறதுக்காக பத்திரத்துலேயும் பெரிய மனசு பண்ணி கையெழுத்து போட்டு கொடுத்த அந்த பணத்தை வச்சு ஐயாவோட ஈம சடங்குக்கும் அம்மாவோட வெள்ளப்படவை வாங்குறதுக்கும் அனுமதி கொடுத்த உனக்கு நாங்கள் நன்றி செலுத்தி கொள்றோம் நீயும் ஏதோ ஒரு வேகத்தில் பெசன் நகரில் குவார்ட்டர்ஸில் தான் இருக்கேன் வசதியாக இருக்கும் வந்துடுங்கன்னு சொல்லிட்டு போயிட்ட பிறகு பதிலே போடலனாலும் ஆந்திரவற்ற அனாதர்களான நாங்க உனக்கு கடிதம் எழுத நேரம் இல்லையோன்னு எங்களையே ஏமாற்றிக்கொண்டு உன் வீட்டுக்கு வந்தோம் வாசலுக்கு வந்த வாங்கன்னு கூப்பிடல அறைக்குள்ள போயிட்டா ஓடி வந்த பிள்ளைகளையும் அடிச்சா இருந்தாலும் நாங்க செஞ்சூற்று கடன் கழித்தோம் என்று பெருமையா சொல்லிக்கொள்ளலாம் மாதம் இருபது ரூபாய்க்கு அமர்த்தி இருந்த வேலைக்காரியை நீக்க சொல்லிட்டு அம்மாவே வீட்டு வேலைகளை செஞ்சா நீ அலுவலகம் போனதும் அரைக்குள்ள போற அண்ணி மத்தியான சாப்பாட்டுக்கு மட்டும்தான் ஆளுக்கு வருவா சாப்பாடு மோசன்ன பாதிலேயே வச்சுட்டு போயிருவான் கல்யாணிய பணம் வாங்கிட்டு வர சொல்லுப்பா ஜாடமடைய திட்டுவா சுயமரியாதக்காரியான அம்மா எங்களுடைய எதிர்காலத்துக்காகவும் ஊ மனசு நோக்க கூடாது என்பதற்காகவும் பொறுத்து கொண்டா அண்ணி எங்க பப்பிக்கு வாரவேன் கலெக்டரா இருப்பான் அப்படி இல்லைன்னா சயின்டிஸ்டா இருப்பான்னு வயதுக்கு வராத பெண்ணை பத்தி கனவு காணும்போது கனவுகள் நனவாகாமல் நசிந்து போய் கொண்டிருக்கும் வயதுக்கு வந்த நாங்கள் கொஞ்சம் பொறாமைப்பட்டது உண்மைதான் அம்மாவிடம் இதை இலைமறைவு காய்மறைவாக காட்டும் போது அவள் ஏசிய ஏச்சை இங்கு எழுத முடியாது பெசன் நகரில் உள்ள வரசக்தி விநாயகர் கோயிலை அதிகாலை ஒன்பது தடவை சுற்றினால் கல்யாணம் கூடும் என்று அம்மாவிடம் ஒரு மாமி சுற்றினேன் போல் ஒருக்கும் வெள்ளிக்கிழமை நல்ல நாள் நிறைந்த பௌர்ணமி நாள் ஞாபகம் இருக்கானா நாலாயிரம் ரொக்கம் நகை போட்டால் போதுமாம் திருவான்மையூர்ல மளிகைக்கடை வச்சிருக்கிற பையனுக்கு கேட்டாங்க என்று அம்மா சொன்னார் உடனே நாலாயிரம் ரூபாய்க்கு எங்க போவ ஸ்கூட்டர் கடன் பெஸ்டிவல் கடன் ஜிபிஎஃப் கடன் பரிச்சை பீஸ் பால் காடு, அது இது என்று போக பைசா மிச்சமில்லை என்று நீ இழுத்தாய் அம்மாவது சும்மா இருந்திருக்கலாம் மனம் இருந்தால் மார்க்கம் இல்லாமலா போகும் என்று சொல்லிவிட்டு நாக்கை கடித்தாள் உன் மனைவி தன் பங்கிற்கும் நாக்கை விட்டாள் இந்த சனி இங்க வந்ததுல இருந்து எனக்கு இல்லாம போச்சு போன பிறவியில செஞ்ச கர்மம் எவ எவளுக்கோ இங்க அழனுமா வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருந்தா இப்படி வாய்க்கொழுப்பு மாப்பிள பாக்க முடியுமா வாலிபம் அண்ணன் தடுக்கவில்லையே என்ற ஆத்திரத்தை நானாவது அடைக்கி என்னாலும் இயலவில்லை நானும் அம்மா சொன்னதுல என்ன அண்ணி தப்பு மன இருந்தா மார்க்கமும் தானா வரும் நீங்க போட்டிருக்கிற நகையை எனக்கு போடக்கூடாதா வேலைக்கு போயி எங்களுக்கு வழிபண்ண முடியாதா அண்ணன் நாளைக்கு மூணு ரூபாய்க்கு மூணு பேக்கெட் சிகரெட் பிடிக்கிறாரு தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணணுங்கிற பைராக்கியத்துல அதை விட்டா மாசம் நூறு ரூபாய் தேரும் போகட்டும் பப்பிக்கு முப்பது ரூபாய் செலவுல முக்கியமா பதினஞ்சு என்று ஏதோ ஒரு வேகத்தில் கேட்டுட்டேன் நான் அப்படி பேசியிருக்க கூடாதுதான் ஆனா அதற்கு நஷ்ட கொடுப்பது போல் அம்மா என் தலைமுடைய தன் கைக்குள் சுற்றி வளைத்து முதுகிலும் பிடரிலுமா கொடுத்தான் என்னை கோபத்தோடு பார்த்த உன் கால் தொட்டு கும்பிட்ட அம்மா திமர் பிடிச்ச கழுதை பேசுனதை தப்பா நினைச்சுக்காதப்பா பால் கொடுக்கிற மாட்டை பல்லு பிடிச்சு பார்க்கற ஜென்மம் பாயுவ என்று சொல்லிவிட்டு மீண்டும் என்னை அடித்தாள் எனக்கு அவள் மேல் அனுதவம்தான் ஏற்பட்டது போதாத வேலை பப்பிக்கு ஜுரம் வந்து விட்டது சீசன் குளறுதான் ஆனால் அன்னியோ எந்த வேலையில இந்த முண்டை நீ பெத்த பொண்ணுக்கு டான்ஸ் எதுக்குன்னு கேட்டாலோ என் பொண்ணுக்கு உடம்பெல்லாம் ஆடுது இந்த நிமிஷத்துல இருந்து இவளுக்கு இங்க இருக்க கூடாது ஒண்ணு அவளுக்கு போகணும் அப்படி இல்லைனா நான் போகணும்னு சொன்னா இரண்டு மூன்று நாட்கள்லேயே நீயும் டிக்கெட்டுகளை வாங்கி மௌனமாக நீட்டினாய் கிராமத்திற்கு வந்த நாங்களும் போட மாட்டியாய் என்று உனக்காக அவரிடம் பேசி இறுதியில் அவருக்காகவே பேச துவங்கினேன் முப்பது வயது பிரம்மச்சாரி அவர் போல் எஸ் தான் வர விநாயகர் ஏமாற்றவில்லை எப்படியோ எங்கள் உள்ளங்கள் ஒன்றி போய்விட்டன அவர் நல்லவர் ஏனென்றால் உத்தியோகம் பார்ப்பவர் நம்பிக்கையானவர் ஏனென்றால் அதிகம் படிக்காதவர் இன்னும் ஒரு வாரத்தில் எங்கள் திருமணம் தோரணம் முருகன் கோயிலில் நடைபெறுகிறது எப்படியோ நீ கல்யாணத்துக்கு வந்தால் தாரை வார்த்து கொடுக்க வேறு ஆள் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது பணம் இல்லையென்றாலும் எப்படியாவது வருவதற்கு டிக்கெட் வாங்கிவிடு போகும்போது அவர் டிக்கெட் எடுத்து கொடுப்பார் இப்படிக்கு அன்புள்ள ஒன்று தங்கை தமையந்தி இந்த கடிதத்தை பாதி படிக்கும் போதே மாடசாமி பல்ல கடிச்சு முழுமையா படிச்சு முடிச்சதும் அவளும் படிச்சு பாக்கிறா இவ என்ன லெட்ராய் எழுதி இருக்கா அந்த காலத்துல பில்லி சுனியா செய்யறவங்க இப்படித்தான் மந்திர சொல்ல மறைச்சு வைப்பாங்களாம் அது மாதிரி இந்த கடிதம் மூலமா நம்ம நாசமா போகணும்னு சாப்பிட்டு அப்படின்னு சொல்றாங்க மாடசாமியோட மனைவி மட்டும் மனைவிய கூப்பிட்டு இந்த லோனுக்கு அத்தாட்சியோட கூடிய ஏதாவது காரணம் வேணும் என்ன சொல்லலாம் எனக்கு எதுவும் ஞாபகம் வர மாட்டேங்குதுன்னு உதவி கேக்குறாரு அதுக்கு அவர் சளைக்காம பதில் சொல்றா தமந்திக்கு கல்யாணம் என்று எழுத சொல்லி அவளுடைய கல்யாண நோட்டீஸையும் வச்சு அனுப்ப சொல்றாங்க ஆனா மாடசாமிக்கு இதுல கொஞ்சம் கூட உடன்பாடு இல்லை அது நியாயம் சொல்றாரு ஆனா அவருடைய மனைவி இன்றையோட உங்களுக்கும் தமிந்திக்கும் உள்ள உறவானதும் போறது கிடையாது நாளைக்கு அவ வாயும் வயிறுமா இருக்க இல்லை நாம கவனிக்கணும் அது இல்லாம அத்தையையும் கல்யாணையும் அவன் இன்னும் கொஞ்ச நாள்ல அடிச்சு விரட்டிடுவான் அவங்களையும் எப்படி நாம தான் பார்க்க போறோம் அதனால இதுல நியாயம் இருக்கு அப்படின்னு வாதாடுறாங்க மாடசாமியும் ஒரு நாள் ரெண்டு நாள் யோசிச்சு மூணாவது நாள் அதே காரணத்தை எழுதியும் அனுப்பிடுறாரு நாலே நாளில அவங்களுடைய காரணம் ஏற்றுக் கொள்ளப்பட்டு இவங்க கையில வருது மூவாயிரம் அது பப்பியோட பேர்ல பிக்சட் டெபாசிட்ல ஆயிடுது மாடசாமியோட மனைவிக்கு இன்னும் திருப்தி அடையல ஸ்டெல்லாவுக்கு ஒரு வழி பணம் வேணாமா அரசாங்க கஜானாவில அவன் பேர்ல உள்ள அடிஷனல் கிராகிப்படி இரண்டாயிரம் ரூபாய் தேரும் யாருக்காவது தீராத நோய் இருப்பதா மருத்துவ அத்தாச்சியோட காட்டினா அவ்வளவு பணத்தையும் கொடுத்துருவாங்களாம் கணவருடையாரும் அவருடைய மாமியாருமான அந்த அம்மாவுக்கு தீராத வாத நோய் ஏற்கனவே அவங்க சென்னையில சிகிச்சை எடுத்ததுக்கான பில்லுகள் நிறையவே இருக்கு அத அத்தாச்சியா காட்டி இரண்டாயிரம் ரூபாயை வாங்கிடலான்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க மாடசாமியோடைய மனைவி இதோட இந்த கதை முடியுது இந்த கதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவிடுங்க உங்களுடைய கருத்துக்கள் தான் என்னுடைய இந்த முயற்சிக்கு உற்சாகத்தையும் பலத்தையும் சேர்க்கும் மீண்டும் அடுத்ததொரு நாவல் சிறுகதையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ் நாவல் ஒளி நாவல்கள் ஒளி உங்கள் செவிக்கு விருந்தாக நன்றி வணக்கம்